ஸோ ஹலோ நன் பாஸ் அண்ட் நன் பேஸ் ஸோ எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் தேவை அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் இன்கம் எவ்வளோ ஸோ நம்மள யூடியூப் இன்கம் எவ்வளோ இப்போது நம்மளோடைய யூடியூப் அக்கௌண்டில் எவ்வளோ மணி இருக்குது அண்ட் அடுத்து உங்கள் அக்கௌண்டில் எப்படின்னு நம்ம செக் பண்ணுறது எவ்வளோ மணியாக இருக்குன்னு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது இன்னிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை ஸோ சோஷியல் பிளேட் அப்படின்னு டைப் பண்ணோம் ஸோ நீங்கள் எஸ் ஓ ஐ அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துடும் ஸோ சோஷியல்னு வந்துடும் ஸோ சோஷியல்னுட்டு பிறகு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரிலன்னா சொல்கிறேன் சோஷியல் டைப் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக படிச்சுருப்பீங்க உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் சோஷியல்னு ஸோ நீங்கள் இங்கே சோஷியல் பிளேடுன்னுட்டு நல்லாவே பார்த்துக்குங்க சோஷியல் பிளேட் சரியா நீங்கள் சோஷியல் பிளேடை டைச் பண்ண ஸோ எங்கள் டிஃபால்ட்டாக இந்த யூடியூப்பு டாப் யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் அப்படியெல்லாம் செகண்ட் டாப்பிக்கில் இருக்கும் அதுக்கா நீங்கள் அது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு சோஷியல் ப்ளேட்னு இருக்கும் ஸோ நீங்கள் சும்மா ஒரே ஒரு க்ளிக் பண்ணுங்க போதும் ஸோ நீங்கள் ஒரு க்ளிக் பண்ணுறப்போ ஸோ இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ என்டர் என்ன யூஸர் நேம் ஃப்ரம் யூடியூப் ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிமோஷன்ஸ் அப்படிலாம் இருக்குது ஸோ அப்படி உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஒரு இதோடைய இது வேணும் ஸோ ஒரு அக்கௌண்ட்டோடைய இது தரணும் ஸோ டிக்டாக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் ஸோ அப்படிலாம் இருக்குது ஸோ டீஃபால்ட்டாகவே அங்கே யூடியூப்ல தான் இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி அதெல்லாம் பண்ணுறது வேணாப்பா நம்ம டேரக்டாகவே பண்ணணுக்கோசோ நீங்கள் போய்ட்டு ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு நான் இர்ஃபான் டைப் பண்ணுறேன் ஸோ இர்ஃபான்ஸ் வியூ இப்போ பார்க்காதவங்க இருக்கவே மாட்டிங்க ஸோ இர்ஃபான்ஸ் வியூ நான் டைப் பண்ணோடனே ஸோ எங்கள் வர்றது இத்தனை இரஃபான்ஸ் எனக்கு நம்ப தலை ஐ லவ் ஃபுட் அண்ட் லிவிங் ஸோ ஐ விலாக் அண்ட் ஃபுட் ரிவ்யூஸ் அப்படின்னு கீழே போட்டிருக்கேன் அண்ட் மேலுமே இர்ஃபானுடைய ஒரு அப்ரோ அண்ட் எவ்வளோ அவர் அப்ரோட் பண்ணிக்கிறாங்க அண்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் எவ்வளோ வீடியோ வியூவர்ஸுன்னு வந்துடும் ஸோ எங்கள் செலக்ட் சேனல்னு இருக்கும் பட் நீங்கள் அது பண்ணாதீங்க அண்ட் அவ அவருடைய இந்த லோகம் இருக்குல்ல சொன்னாங்க அந்த லோகோ மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப இங்கே வந்துடும் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இயர்ஃபான்ஸ் வியூ தமிழ் பையன் அண்ட் அப்லோட்ஸ் வந்துட்டு எத்தனை அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை அண்ட் வீடியோ வியூஸ் எத்தனை அண்ட் கண்ட்ரி இன் அப்படின்னாக்கா இந்தியான்னு அடுத்தோம் ஸோ அண்ட் சேனல் டைப் ஸோ நான் சொன்ன அந்த இன்ன சொன்ன என்ன்த்தேனாக்க நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்லாம் வந்துடும் ஸோ இங்கே வந்துடும் நீங்கள் எந்த கம்பெனி அப்படின்னா ஸோ நீங்கள் இன்னும் இன்னும் அமுச்சிடாது இங்கே ஸோ அது வந்துட்டு இன்னாக்கா இங்கே தான் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் எங்கள் சேனல் எங்கள் சேனல் ட டைப் பண்ணியிருக்கு ஸோ இங்கே என்டர்டெயின்மெண்ட் தருவாங்க ஸோ இர்ஃபான் எழுத முடியாது அவங்களே தருவாங்க அண்ட் யூ அண்ட் இர்ஃபான் வந்து எப்போ இந்த சேனல் உருவாக்குது டூ உருவாக்கிட்டு ஜூலை தேர்ட்டீன்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அடுத்து ஸோ டோட்டல் க்ரே கிரேட் என்னக்கா பி பிளஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறவராக இருந்தாக்கா இந்த ஏஏ ப்ளஸ்ஸு பிசி அப்படியெல்லாம் இருக்கும்ல ஸோ அதே மாதிரிதான் இந்த ஒரு ஸோ இயர் வந்துட்டு பி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்புறமா வந்துட்டு சோஷியல் ப்ளேட் ரேங்க் வந்துட்டு எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ இது லெவலில் இருக்கார் அவர் 18343 தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கார் அண்ட் வீடியோ வியூஸ் எனக்கு கண்ட்ரி ரேங்க் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரேங்க் ஸோ அப்படியே வந்துடும் அண்ட் அப்டேட் யூசர் ரெக்ட் வீடியோ ஸோ அதாவது அவர் இப்போது போட்ட வீடியோ ரீசண்டாக போட்ட வீடியோ அண்ட் எனக்கு அந்த பி ப்ளஸ் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் அதுக்கு ஃபார் த லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஸோ லாஸ்ட் தேர்ட்டி டேஸாகவே அவருக்கு நைன்டி எயிட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறாங்க ஸோ அத்தனை பேர் பார்க்குறாங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு இஸ்பான்ஸ் வியூ அவர் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்மே ஃபோர்த் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸு அப்படி கூட நம்ம கூட இது அந்தனாக்கா பார்க்கவே முடியும் என்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் டே கொஞ்சம் தான் இருக்குது அண்ட் நம்ம இந்த வீக்லி சப்ஸ்கிரைப் விஷன் பார்க்கலாம் அண்ட் இதுதான் கைல்ஸ் மேனே நான் சொன்னேன் அண்ட் எஸ்டிமேட்டட் எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங் ஸோ அவருக்கு மந்த்லி ஏர்னிங் ஃப்ரம் யூடியூப் ஸோ தப்பாக எடுத்துக்கிறாங்க ரிஃபான் ரூ அண்ட் யூடியூபர் ஸோ நான் இது ஏன் பண்ணுறேன்னாக்கா ஸோ இது எல்லாேருக்குமே தெரியணும் எல்லாருமே வீடியோ போடுறாங்க மை மந்த்லி அமௌண்ட் அப்படின்னு பட் அவங்க யாருமே அவங்களுடைய மந்த்லி அமௌண்ட் என்னென்னு சொல்ல மாட்டேறாங்க ஸோ நான் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ எடுக்கலாம் என் சேனல் க்ளோஸ் பண்ணலாம் அப்போ பத்திலாம் எனக்கு கவலையே இல்லைங்க ஆனாக்கா எனக்கு ஒரு வீடியோ போடணும் அவ்வளோதான் அண்ட் நான் திரும்ப அந்த டாப்பிக்கே வரேன் அண்ட் வந்துட்டு எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங் அதாவது அவருக்கு வந்துட்டு யூடியூப்லேருந்து ஃபைவ் கே டாலர்ஸ் மைனஸ் எயிட்டி டாலர்ஸ் வருது அவருக்கு அண்ட் மந்த்லி அர்னிங் யூடியூப்லேருந்து அண்ட் அவருடைய இயர்லி ஏர்னிங் எஸ்டிமேட்டட் இயர் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா அதாவது சிக்ஸ்டி லேக்ஸ் சிக்ஸ்ட்டி டாலர்ஸ் பாயிண்ட் ஒன் கே அப்படின்லாம் சொல்லுவேன் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் டூ கே டாலர்ஸ் ஸோ அவருக்கு இயர்லி ஏர்னிங் இவ்வளோதான் வருது ஸோ அவ்வளோதான் வியூஸ் அண்ட் இவருடைய வீடியோ வியூஸ் ஃபார் த லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஓ அவர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அது கணேகே போட முடியல ஸோ என்ன பண்ணுன்னு தெரியல அண்ட் அண்ட் வீடியோஸ் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்ன எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டெய்லி அவருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க ஸோ அதெல்லாம் இங்கேயே தந்துருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் இப்போ வந்து மொத்தமாக சர்ச் பண்ண முடியுமா அப்படின்னா திரும்ப நீங்கள் பேக் வந்துடுங்க பேக் வந்து திரும்ப அந்த சோஷியல் மீடியாலே போங்க போயிட்ட பிறகு ஸோ அங்கேயே போயிட்டு ஸோ நம்மளுடைய சேனல் போய் டைப் பண்ணுற டெக் தமிழ் ஆசம் சர்ச் பண்ணிட்டு அங்கே ப்ளூ கலர் பட்டனுக்கு சர்ச் ஸோ அது தாங்க ஸோ தந்துட்டா பிறகு ஸோ இங்கே தந்தப்ப டெக் தமிழ் ஆசம் டெக் தமிழ் ஆசம்னு ஸோ நம்மளது வந்துட்டு இங்கே இருக்க பாருங்க டெக் தமிழ் ஆசம் அப்படின்னு ஸோ நம்மளுடைய டோட்டல் வியூஸ் வந்துட்டு எயிட்டி வியூஸ் ட்வெண்ட்டி த்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் த்ரீ அந்த சேனலில் உள்ள நான் க்ளிக் பண்ண மாதிரி தான் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு இப்போது ஓ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் the தேர்ட்டி டேஸ் ஸோ டுவெண்ட்டி த்ரீ டே தான் ஸோ நம்ம சேனலில் முன்னே மூணு வீடியோ தான் ஸோ சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் ஜூன் ஃபஸ்ட்டுக்கு தான் நான் பண்ணேன் அண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட டூ டாலர்ஸ் அண்ட் மைனஸ் தேர்ட்டி அப்படி இப்படி இருக்குது எஸ்டிமேட் இயர்லி அமௌண்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வரும் மைனஸ் ஃபோர் தான் அண்ட் அவ்வளோதான் எங்கா ஸோ என்னுடைய லாஸ்ட் வீடியோவும் இங்கே வந்துடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி இருக்கா அவங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிடுங்க அண்ட் அண்ட் நீங்கள் யூடியூப்புன்னு இருப்பீங்களா ஸோ என் ஃபேவரேட் இதுதான் ஸோ இதை கண்டுபிடிச்சி வர கண்டிப்பாக நான் பெஸ்ட்ட பிறகு ஒரு ஒரு டெமின் ப்ளே பட்டன் எடுத்து அடிச்சிருந்தாக்கா நான் எப்படின்னா நான் ட்ரை பண்ணுவேன் அவரை பார்க்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ அவர் ஜப்பானில் இருந்தாலும் சரி யூகேயில் இருந்தாலும் சரி சைனாவில் ஸோ சைனா இந்த சுச்சுவேஷனில் விடவே மாட்டாங்கடா பெஸாக பேசுறேன்னு கேட்குறேன் நான் பெஸ் ஆகிட்ட பிறகு அவர் க்ளியர் ஆகுன்னா நினைக்கிறேன் அவனாக்கா நான் பார்த்தே பார்ப்பேன் நான் ட்ரை எடுக்குவேன் அப்படி ஆகணும்னாக்கா அவ்வளோதான் விவாஸ் ஸோ அப்புறமா வந்துட்டேன் என் சப்ஸ்கிரைபர்ஸ் அதே மாதிரி இங்கேயும் சரி லை போச்சு ஸோ ஒரு ரூபாய் கூட வரல அண்ட் இங்கே ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படி இப்படி டெய்லி ஆவரேஜ் சம்பளாக வருது ஸோ தேங்க் யூஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ அண்ட் டில் ரெண்டு மூட பதினொன்று ரொம்ப ரொம்ப அண்ட் பை ஃப்ரம் ஏகே அதாவது டெக் தமிழ் அசம் டிடிஏகே